எப்போ உங்க குடும்பத்தில் மிகப்பெரிய விரிசல் வரும் அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் எப்போ உடல் பாகங்களின் மீது உடல் அங்கங்களின் மீது காமத்தின் மீது மட்டுமே இருக்கின்றதோ அப்போ வந்து உங்க லைஃப் பார்ட்னர் யாராவது அவங்களுடைய குணத்தை காதலிக்கணும் ஒருவேளை குணமே நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நான் இந்த ஜென்மத்தில் பூரா நல்லதான பண்றேன் எனக்கு ஒன்னும் அப்படி அமைஞ்ச மாதிரியே தெரியல போன ஜென்மத்தில் ஏதோ பஞ்சாயத்து பண்ணிடுங்க அர்த்தம் ஆயிருக்க அப்படி இல்லை ஞானி ஆயிருங்க நடனாலும் அவங்களுக்கு அன்பு மட்டும் தன்மைக்கு வரும்போது அந்த அன்பு என்பது அவர்களை மாற்றிவிடும் நான் ஷர்மிலா லாஸ்டா சேலம் கிளாஸ் அட்டன் பண்ண குருவே சரணம் அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்து அர்ப்பணிப்போட சொல்லும் போது உண்மையாலுமே ஒரு பெயின் ரிலீஃப் மந்த்ரா பெயின் ரிலீஃப்ங்கிறது பாடி பெயின் சொல்லலை அப்படியே அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது அந்த உள்ள சோல் அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் தருது இந்த கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரியும் பிரதரோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது ஈர்ப்பு வந்து சும்மா ஏற்படாது இவங்க நம்ம ஈர்க்கப்படுறோம் அப்படின்னா உண்மை இருந்தால் உண்மையான சோல் ஈர்க்கப்படும் ஏன்னா சோல்ங்கிறது உண்மைங்கிறது நாங்கள் கிளாஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அது உண்மைத்தன்மை அன்புத்தன்மை கருணை எல்லாமே உணர்வில் தான் இயங்கிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் கிளாஸில் தான் புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையான ஒரு தன்மையை அந்த தீட்சை கொடுக்கும்போது அந்த உங்களோட ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ்லையும் அப்படி நல்லா புரிய வைக்கிறது தான் ஒரு குருவோடய தன்மை அந்த அது வந்து கண்டிப்பாக குருவே சரணம்னு உங்களை சொல்லிதான் ஆகணும் ஆனால் நான் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் விதைக்கப்படுற ஒவ்வொரு மாணவர்களும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு கல்டிவேட் ஆவாங்க வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம பார்க்க வேண்டிய இடமே விதை தான் தேவைப்படுறதோ அதுதான் எப்பவுமே வந்துட்டு பரம்பொருள் பவுண்டேஷனுக்கு ஒவ்வொரு செங்கலா இருப்போம் நாங்களும் உங்களுடைய மாணவர்கள் குருவே சரணம் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் காமம் சலித்துவிடும் காதல் செய்யுங்கள் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் காமம் என்பது கடைசி வரைக்கும் சலிக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் காதல் இல்லாத காமம் என்பது குடும்பத்தில் விரைவில் சளித்துவிடும் காமத்தில் அடுத்தடுத்து தேடி போய்ட்டே இருப்பீங்க காமம் கடைசி வரைக்கும் சலிக்காது அது வேறு மேட்ரு ஆனால் ஒரே இடத்துல இருக்குமான்னு கேட்டால் குறிப்பாக இதை நான் பேசுகிறது கல்யாணம் செய்து கொண்டு நான் பேசுகிறேன் எப்போது உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய விரிசல் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்போது உடல் பாகங்களின் மீது உடல் அங்கங்களின் மீது காமத்தின் மீது மட்டுமே இருக்கின்றதோ அப்போது வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு வெதர் இட் கேன் பி அ பாய்கள் யாராக வேணா இருக்கலாம் அவங்க ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுவாங்க இவரோட கவனம் நம்மளை நல்லா பார்த்துக்கிறதுல இல்லை இவரோட கவனம் நம்மளுடைய உடல் அங்கங்களின் மீது தான் இருக்கிறது உடல் அங்கங்களை என்னனீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை அங்கங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு நூறு அங்க இருக்குமா நூறு பேர் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப டீப்பா போனாவே நூறு இருக்காது அப்ப அந்த நூறு அங்கங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகும் ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து வெறுத்து விடும் கடுப்பாயிடும் அப்ப கடைசி வரைக்கும் காதல் என்பதுதான் ஜெயிக்கும் காதலோட நீங்க காமத்தை அணுகி பாருங்க ஒவ்வொரு முறையும் அந்த காமம் மிக அருமையாக மிக அற்புதமாக இருக்கும் இதை வந்து திருவள்ளுவர் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி முப்பதாவது ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படிங்கிறார் அப்ப என்ன ஊடுதல் அந்த ஊடுதல்ன்றது என்ன கட்டி அணைத்து முத்தமிடுறதெல்லாம் கடந்து அந்த அன்போட அந்த காதலோட அந்த காமம் செய்வதுதான் மிகச்சிறப்பு அப்படின்னு வந்து வள்ளுவெருமானே சொல்றார் அப்போ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன காமம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம் தான் குறிப்பா கல்யாணம் பண்றதே மெயினான தேவை என்பது அவங்களுடைய குணத்தை காதலிக்கணும் ஒருவேளை நல்லா என்ன பண்ணுவீங்க உண்மையாவே ஒருத்தவங்க கேரக்டர் நல்லா இருக்குன்னா வந்து அடுத்தது கேள்வி வரும் இது எனக்கு தெரியவே இல்லையங்க நான் என்னங்க பண்றது சரி தெரியவே இல்லை அப்படின்னா அப்ப அந்த மாதிரியான குணங்கள் இருக்கக்கூடியவங்களை தேடி பார்த்து கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்றது அவசியமா அவசியமும் எல்லாமே கரெக்ட் தாங்க பட் நல்ல கேரக்டரா அப்படின்றத நான் எப்படிங்க தெரிஞ்சுக்க இதுக்கு பேர் தான் கர்மா இப்ப பாருங்க எல்லாமே அங்கதான் வந்து நிற்கும் நீங்கள் நல்ல செயல்களை செய்யும் போது லைஃப் பார்ட்னர் மிக சிறப்பாக அமைவார்கள் நிறைய நல்லா இருக்காங்க ஆனா அவங்க கண்ணுல போடுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதனால தான் சொல்கிறாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றாங்க மனைவி அமைகிறது மட்டும் இறைவன் கொடுத்த வரமுல்ல கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான் தாய் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான் நல்ல நண்பன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான் நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் அமைகிறதும் இறைவன் கொடுத்த வரம் தான் குறிப்பாக கல்யாணத்தை பற்றி பார்க்கும்போது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நல்ல செயல்களை செய்யும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள் நான் இந்த ஜென்மத்தில் பூரா நல்லது தானே பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் அப்படி அமைஞ்ச மாதிரியே தெரியலே போன ஜென்மத்தில் ஏதோ பஞ்சாயத்து பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம் சரி தெரிஞ்சோ தெரியாமல் பஞ்சாயத்து பண்ணிட்டேங்க இப்போ எனக்கு மோசமான கணவனும் மனைவி அமைஞ்ச அமைஞ்சிட்டாங்க நான் என்ன பண்ணுறது ஜீவகாரண்ய ஒழுக்கத்தோடு கருணை உள்ளத்தோடு அன்னதானம் செய்து கொண்டே வரும்போது இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைத்து கொண்டே வரும்போது தவ பயிற்சியில் வேண்டிக் கொண்டே வரும்போது நிச்சயமாக உங்களது கணவன் அல்லது மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் அடையும் இப்படியே வாழ்ந்தடலான் மட்டும் நினைக்காதீங்க நிம்மதி என்பது போய்விடும் அப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த காமம் என்பதற்கு மாபெரும் அடிப்படையாக இருப்பது காதல் இந்த காதலிக்கணும்னா அவங்க கிட்ட நல்ல குணம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நல்ல குணம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் காதலிக்க தயார்ன்னு இருக்கிறதா மாபெரும் ஞான நிலை அதுக்குதான் பக்குவநிலை வேணும் அதுக்கு அந்த பயிற்சி இந்த தன்மையெல்லாம் இருந்தாதான் அது வரும் இல்லைன்னா வராது நீ எப்படிப்பட்ட கெட்டவனா வேணாலும் இருப்பா நான் உனக்கு நல்லவனா தான் இருப்பன்ற தன்மையில நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கடினம் ஆனா அப்படி நீங்க இருந்து பழகிட்டீங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட கெடுதல் மிக்க ஒரு கெடுதலாக கெடுதல் பர்சனாக இருந்தாலும் கூட உங்களது அன்பும் கருணையும் அவர்களை கம்ப்ளீட்டாக டிராஸ்டிகலாக மாற்றிவிடும் ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப பொறுமை வேணும் அதுக்கு வந்து உங்களுக்கு வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும் ஆல்ரெடி ரொம்ப வாங்கிட்டேங்க என்னால் சுத்தமா முடியலங்க நீங்க பேசுறது எனக்கு கேட்குது வேற வழியே இல்லை இறைவன்கிட்ட நீங்க வேண்டுதல் வைக்கிற தவிர வேற வழியே கிடையாது அப்படி இல்லாட்டினா ஒரு மாபெரும் குருமாரோ அல்லது மாபெரும் தன்மையில் இருக்கக்கூடிய மகான்களோ நேரடி உபதேசம் கொடுத்தால் வழி அவங்கள மாத்துறது வாய்ப்பே கிடையாது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு கடவுள் சரண்டர் ஆயிருங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஞானி ஆயிருங்க நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னா எதுவுமே உங்களை பாதிக்காது எதுவும் உங்களுக்கு நடந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு அன்பு மட்டும் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வரும்போது அந்த அன்பு என்பது அவர்களை மாற்றிவிடும் நீங்க கேட்கலாம் எங்கன்னா அன்பு வந்து வேலை செய்யும் வேலை செய்யும் சொல்றீங்க ஆனால் எவ்வளோ அன்பு காட்டினாலும் வேலை செய்ய மாட்டேங்குது அன்பு என்பது சிறந்த மருந்துன்றீங்க ஆனால் சிறந்த மருந்து தான் ஆனா இல்லைன்னு சொல்லலை என் கணவன் கிட்டயோ மனைவி கிட்டேயோ வேலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்குண்டான பதில் என்னன்னா மருந்து தவறானது கிடையாது டோசேஜை நீ அதிகப்படுத்த தவறிவிட்டீர்கள் எப்போ இந்த அன்பு எனும் மருந்திற்கான டோசேஜை அதிகமாக கொடுத்து விடுகிறீர்களோ நிச்சயமாக அப்பேற்பட்ட ஒரு கெடுதலையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அந்த அன்பு எனும் மருந்திற்கு உண்டு ஆனா டோசேஜ் அதிகமாக கொடுக்கறதுக்கு நீங்கள் முதல்ல தயார் நிலையில் இருக்கணும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு மருந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இருக்கீங்களா வெறிநாய் என்ன தான் வந்தாலும் வெறிநாயை தடவி கொடுக்கக்கூடிய தன்மையில் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் ஆனால் அந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா நூறு சதவீதம் அந்த மருந்து என்பது வேலை செய்யும் ஸோ காதலை கடந்த காமம் என்பது நிச்சயமாக நிறைவு பெறாது காதலோடு இருக்கக்கூடிய காமம் என்பது வாழ்நாள் முழுவதும் மாபெரும் ஆற்றலாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் இந்த தன்மையை உணர்ந்து நடந்து கொள்பவர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த நிலை அடைவார்கள் அனங்கொல் ஆய்மையில் கொல்லோ கனங்கொலை மாதற்கொள் மாலும் என்னென்று நோக்கு நாள் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டது நன்றி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 நேஷனல் போது உங்களால் எவ்வளவு முடியும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் கைகள் ஆகிய கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும்